எவ்வளோ பேர் சர்ப்ரைஸ் இருக்கியா கேட்டு வே பட் இன்றைக்கி என்ன பண்ண போறோன்னா சண்டேன்றதுனால கொஞ்சம் காமெடியாக இருக்கணுன்றதுக்காக ஒரு பயமாக டிஷ் ரெடி பண்ணியிருக்கோம் டிஷ்ன்னெலாம் சொல்ல முடியாது சும்மா ட்ரை பண்ணியிருக்கோம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு அந்த இடத்துல கறி அட்லீஸ்ட் மசாலா வந்து சாப்பிடலாம் அப்படின்னு கிடச்சோட அதிகமாக இருந்துடான் சாத்து கைக்கு முன்னாடி தண்ணி ஊற்றினா நான் வேணாம் காபடிங்க பயங்கரமா இருக்கும் சாரி கையனும் பட்டுகடே ஏபி ஆர் யூ சாரி திஸ் இஸ் கார்ட்வாசி கார்டிஸ் லே பத்து விடிய பாதி இப்படிதான் செம்ம செம்மன் சொல்லியே நம்மள திரும்ப செய்ய வச்சிருவாங்க காட்டுள்ள போய் செம் சொன்ன பர்சனலாகவே செம்மையாகுது நீங்களும் ட்ரை பண்ணுங்க அது வந்து உங்களோட உங்களுக்கு தெரியாது அப்படிங்க அண்ணாவா அணை சாப்பிட்றா வேற லெவல் இருக்குது நம்ம கல்யாணத்தில் கதி நம்ம இந்த கோயில்களை பார்த்து பண்ணி மறிகிது நச்சுக்கு நச்சு நிற்குது கச்சு கச்சு நிற்குது அப்படிலாம் சொல்லிப்போம் பட் ஆனால் அது எப்படிதான் மறக்குது அது எங்களே சொல்ல மாட்டோம் அந்த மாதிரி அதை பார்த்ததும் போச அது கீழேடுச்சு சாரி காலைல என்னால மட்டன் சாப்பிடுறதால இப்போ சாப்பிடணும் நல்லா நெற்று கட்டணும் அது மாதிரி சாப்பிட காலைல அதனால தான் சாப்பிடலாம் நல்லா நீங்களும் சந்தேகமாக வெள்ளையெல்லாம் போச்சாவில் உங்கள் ஊர் பயிருக்காங்கன்னா கொல்லம் ஓட்டில் செஞ்சு செம்மையாக சாப்பிடுங்க அதில் கஷ்டப்பாக இருக்காங்க டெய் செஞ்சு உண்மையிலே இந்தமாதிரி செஞ்ச செஞ்சு மட்டும் வெளியே சுவீடாகிங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் மழை வர மாதிரி ரெண்டு பேரும் சாப்பிடாம கிளம்புறோம் வீட்டில் போய் சாப்பிடுவோம் ஓகே பாய் ஆய்